குருவே சரணம் வணக்கம் ஐயா கடந்த ஆறு மாத காலமாக வந்து நான் அந்த சஞ்சீவி சஞ்சீவி இந்த மருந்து சாப்பிட்டு வரேன் அது வந்து நல்ல உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது நல்ல எனக்கு ஏற்கனவே உடல் கொஞ்சம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு ரொம்ப சோறு இருந்தது இப்போ நல்லா ஒரு ஆரோ ஆக்டிவாக எல்லா இடமும் போக முடியுது அதாவது இப்போ சமீபமாக ஒரு மூணு மாத காலமாக அந்த வயிறை சாப்பிட ஆரம்பித்த பிறகு உடல் வந்து நல்ல பொலிவோடையும் இருக்குது நல்ல உடல் ஆக்டிவாக இருக்குது அந்த சோர்வெல்லாம் அதிகமாக இல்லையா அதனால் தொடர்ந்து இந்த மருந்தை எனக்கு அனுப்பணும்னு சொல்கிறேன் இதை வந்து பல மக்களுக்கு பயன்படுற மாதிரி இது செய்யணும் சொல்கிறேன் ஏன்னா ஒரு குருமாரோடைய வேலை ஒரு சிஷியர்களுடைய அந்த இது அந்த ஒரு யோகாவை கண்டு கடைபிடிக்கிறப்ப அந்த உடல் தேகப்பலம் இருந்தால் மட்டும்தான் வந்து இதை நம்ம வந்து அந்த பயிற்சியும் செய்ய முடியும் உடலும் காயசித்தி அடைய முடியும் வள்ளல் பெருமானம் இந்த மாதிரி வந்து நிறைய மருந்துகள் சொல்லி காயசித்தி மூலிகை சொல்லி வந்து பல பேருடைய நோயை குணமாக்கிறார் அந்த அளவுல வந்து இந்த பரம்பூர் பவுண்டேஷன் சார்பாக கொடுக்கப்படுற இந்த இரண்டு மருந்துகளை வந்து அற்புதமா வேலை செய்து இது எல்லாருக்கும் பயனளிக்க வேணும்னு குருலயும் பெருவருலையும் வேண்டிக்கிறியா வணக்கம் குருவே சரணம் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க சஞ்சீவினி அவங்களெல்லாம் கேட்டுப்பாரு கேட்டீங்கன்னா தெரியாது எவ்வளவு தூரம் வேலை செய்யும் எனர்ஜிட்டிக்கா இருக்கா இல்லையா பல வேலை பண்ணுது கம்பல்சரி சாப்பிடுங்க ஒரு ரெண்டரை வருஷத்துல இருந்து மூணு வருஷம் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் சஞ்சீவனியே தேவை உங்களுக்கு உடம்பு காய கல்பமாகவே மாறிவிடும் டெய்லியும் எடுத்துக்கணும் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல சஞ்சீவினி காலையில சாப்பிடுங்க வைர தேவி வைர தேகி ஏன் வைர தேகின்னு வச்சிருக்கோம் போன்ற தேகத்திற்கு வைர தேகி லைக்ல உடனே மகாவிஷ்ணு வள்ளல் பெருமானின் அருளினால் அருளப்பட்டது இதற்கு பேரே அமிர்தம் சஞ்சீவினி என்பது உங்கள் உயிரணுக்களை அதிகப்படுத்தும் ஏகப்பட்ட உடல் பிரச்சனைகளை சரி பண்ணுது பெண்களுக்கு பிசிஓடின்ற ஒரு ப்ராப்ளமே சரியாயிருச்சு நம்ம சஞ்சீவினி சாப்பிடு கேள்விப்பட்டிருக்கீங்களா மிகப்பெரிய இது எப்படி பண்ணுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது இறைவனோட அருள் நீங்க இதுக்கு பண்ணக்கூடிய டொனேஷன் ஒவ்வொன்றும் ஒரு ரூபாய் வேஸ்டாக போயிட்டு இருக்கு சஞ்சீவனுக்கு நீங்கீவனுக்கு பணம் நம்ம வாங்கறது இல்ல சஞ்சீவனுக்கு நீங்கள் தான தர்ம காரியங்களுக்கு செல்கிறது தான தர்ம காரியங்களுக்கு அந்த பணம் செல்லும் போது மருந்து வேலை செய்யலனால அந்த தான தர்ம வேலை செய்ய தான் மிகப்பெரிய ரகசியம் அதுக்காக மருந்துல வேலை இல்லைன்னு அர்த்தம் இல்ல மூலிகையும் வேலை செய்யும் பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மூழ்கையும் வேலை செய்யணும் பிளசிங்ஸை வேலை செய்யணும் சஞ்சீவனி கம்பல்சரி சாப்பிடுங்க ஏன் இதை சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி குவாலிட்டியான அரிசி இல்லை ஃபுட்டு எதுவுமே இன்னைக்குவாலிட்டியானது இல்லை இருந்தாலும் ஏதோ வயித்த நிறைக்கிறக்காக சாப்பிட்டு இருக்கோம் முன்னாடி இருந்த சத்து இப்போ கிடையாது சத்து கம்மி ஆயிடுச்சுன்னா விந்து சக்தியும் சிரோணித சக்தியும் கம்மியாயிடும் அதுக்கு உயிராற்றல் அல்லது உயிரணுக்கள் உயிரணுக்கள் தேவை உயிராற்றல் இல்லாமல் உங்களது உடல் குணம் ஆகாது புரியுதா புரியலையா நான் சொல்றது உயிரணுக்களை அதிகப்படுத்த வேண்டும் உயிரணுக்கள் அதிகமாச்சுனாதான் உடல் தெளிவு ஏற்படும் உடல் தெளிவு ஏற்பட்டுச்சுனாதான் ஒரு ஜெய்ஜாண்டியா ஒரு ஸ்பீடா ஒரு உத்தகத்தோட ஒரு வேலையை பார்க்க முடியும் நீங்களே சோப்பிடலாம் இங்கே இப்படி சோகமாவே இருக்கீங்கன்னா எப்படி ஒரு வேலையை பார்க்க முடியும் உங்களால பல விஷயத்தை சரிபடுத்தும் உயிரணுக்கள் சார்ந்து எது சஞ்சீவினி வைர தேகி என்பது உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இதை நான் ஓப்பனாலாம் இப்போதைக்கலாம்னு சொல்ல முடியாது நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருக்கும் போது இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கிங்க ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக சஞ்சீவனியும் வைரதையும் சாப்பிட்டுட்டு வரத்தான் வேண்டும் அது யோகத்துல இருக்கீங்கன்னா கம்பல்சரி நீ எடுத்துக்கணும் இதெல்லாம் இன்னைக்கு வைரதையும் சரி சஞ்சீவனியும் சரி இவ்வளவு குவாலிட்டியா இவ்வளவு பதத்தோட இலைக்கு வலிக்காத டைம்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு லீஃப்க்கு வலிக்காத டைம்னு ஒண்ணு இருக்கு அந்த டைம்ல போய் அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் பிடுங்கணும் அந்த மூலிகை தெரியுமா இல்லைன்னா அது சாப்பிட கொடுத்துரும் உங்களுக்கு இன்னைக்கு இதெல்லாம் பார்த்து யார் பிடுங்குறது நம்ம பிடுங்கி அதை செஞ்சு பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம் அதனால உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்கள் மற்றவங்களுக்கு வைரதேவி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும் மாற்றுக்கிறதே இல்லை வைரதேவியோ சஞ்சீவினி ஆனால் யாராவது மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க வேற ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்காங்க தயவு செஞ்சு நீ சும்மாவது வாங்கி கொடுத்துருங்க நல்லா இருக்கட்டும்